இவ்வாறு மதுராபுரி நகரிலே வைகை கரையிலே இரு படையோர்களும் தானே புரிந்துட்டமடைகின்ற வெற்றி கண்ட இஸ்லாமிய படையோர்கள் வீரர்கள் முன்னேறி செல்லுகின்றார்கள் பாண்டிய மன்னனுடைய படைகள் எல்லாம் அவர்களுக்கு ஈடுக முடியாமல் பின்னேறுகின்றார்கள் அதே நேரத்தில் அந்த படைக்கு வந்த தளபதி மதுரை பாண்டியனுக்கு தூதனுப்புகின்றான் மதுரை பாண்டியனும் பார்க்கின்றான் சென்றவர்கள் இன்னும் வரவில்லையே என்ன காரணம் என்று அவன் தூதனுப்பை அடைந்து கொண்டிருக்கிறது என்று பாண்டியனுக்கு சொல்ல மீண்டும் படையோர்களை அனுப்பி தடுத்து நிறுத்தும்படியாக விரட்டி அடிக்கும்படியாக ஆணையிடுகின்றான் அதுபோன்று பல நாட்கள் அங்கே போர் நடக்கின்றன ஆனால் அதே நேரத்தில் மதுராபுரிக்கு ஒருபுறம் வைகை கரையினுடைய ஆறுனுடைய ஒரு தடுப்பும் மற்றொரு புறம் ஆழமான அகில்கள் வெட்டப்பட்டு அது மதுராபுரியுடைய கோட்டைக்கு மற்றொரு தடுப்புமாக இன்னும் ஒரு புறத்தில் மதுரையை சுற்றியுள்ள சின்ன சின்ன மலைகள் எல்லாம் அதற்கு அரணாக அமைந்திருக்கின்றது ஆகையினால் அதுபோன்று மதுராபுரிக்குள் நுழைவதற்கு இந்த இஸ்லாமிய வீரர்களுக்கு இடமில்லாத காரணத்தால் எப்படியும் நாமல் மதுராபுரிக்குள் நுழைய வேண்டும் என்று இன்னும் மா வீரத்தோடும் போரிட்டார்கள் ஆகவே அந்த பாண்டிய மன்னனுடைய ஒரு படையோர்கள் சோழ மன்னனுடைய நீண்ட நாள் போரிலே மாண்டவர்கள் போக மீண்டவர்களை கொண்டு அவனுக்கு இந்த போரிலே வெற்றி காணுவதற்கு முடியாத நிலையிலே அவனுடைய படைகள் எல்லாம் பின்வாங்குகின்றார்கள் கோட்டையை காவல் புரிகின்றார்கள் அதே நேரத்தில் நம்முடைய கண்ணிய திருக்குரிய ஷயதுனா இப்ராம் ஷஹீது வழியுள்ள மின்னல் வேகத்தில் மூன்று படையாக தன்னுடைய படைகளை தானே பிரித்து மதுரையை முற்றுகையிடும்படி ஆணையிடுகின்றார்கள் அதன்படி இஸ்லாமிய வீரர்களும் வீராபசியத்தோடு போரிட்டு மதுரைபுரி மதுராபுரியினுடைய கோட்டையை முற்றுகையிடுகின்றார்கள் கோட்டை வாயுள் நுழைகின்றார்கள் ஆகவே தாக்கு பிடிக்க முடியாத பாண்டிய மன்னனுடைய படையோர்களெல்லாம் புறங்காட்டுகின்றார்கள் ஷரணடைகின்றார்கள் அதே நேரத்தில் மதுராபுரியை ஆண்டு கொண்டிருந்த பாண்டியன் வீரபாண்டியன் என்று சொல்லக்கூடிய அந்த பாண்டிய மன்னன் பார்த்தான் இனி நாமல் தாமதித்தால் ஷரணடைந்தால் நம்முடைய குலத்திற்கும் நம்முடைய இனத்திற்கும் பேரிழிவாக இருக்கும் என்று கருதிய அவன் தானும் தன்னுடைய மனைவி மக்களுமாக மதுராபுரியனுடைய நிலைவர வழியாக அவனும் அவனுடைய குடும்பத்தார்களுமாக தப்பி ஓடிவிட்டான் ஓடி அந்த மன்னன் திருப்பதியை போய் அடைகின்றான் தெலுங்கு தெலுங்கு நாட்டில் தெலுங்கு தெலுங்கு அரசன் ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த திருப்பதியிலே போய் சரணடைகின்றான் அந்த தெலுங்கு மன்னனும் அவனுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றான் இந்த முறையில அந்த வீரபாண்டியன் அவனிடத்திலே போய் சேர்ந்து விடுகின்றான் இறுதியில் சிக்கந்தர் துல்கர்னேன் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய திலகர்த்தனும் நம்மளுடைய கண்ணியத்திற்கு இப்ராம் ஷஹீது வழியுள்ள அவர்களும் மதுராபுரி கோட்டையை முற்றுகிடுகின்றார்கள் பாண்டிய மன்னனுடைய கோட்டை அவர்களுடைய கைவசமாக இன்னும் அவர்களுடைய படையோர்களை காவல்களை பலப்படுத்தி மதுரையைத்தானே பிடித்துக் கொண்டார்கள் இவ்வாறு அவர்கள் மதுரையை தானே பிடித்து தன்னுடைய பணியை ஸ்திரமாக்குவதற்காக வேண்டி வைகைக்கு அப்புறமாக போரிட்டு இருக்கின்றோடு அவர்களும் போரிட்டு அவர்களையும் விரட்டியடிக்கின்றார்கள் ஆகவே இந்த நிலையில் மதுராபுரி நம்முடைய கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய ஷய்தனா இப்ராம் ஷஹீத் ஒலியுள்ளா அவர்களுடைய தலைமையின் கீழ் மதுராபுரி அமைகின்றது ஆகவே அவங்களுடைய தீன்பணி அவங்களுடைய இஸ்லாத்தினுடைய பணி வெற்றிகரமாக மதுரையிலே பரவுகின்றன இப்படி சில அங்கே தங்கி இருந்து பணியினை மேற்கொண்டு பொறுப்புகளை எல்லாம் கையிலே பொறுப்பை எல்லாம் கொடுத்துவிட்டு மீண்டும் தானும் தன்னுடைய படையோர்களையும் அழைத்துக் கொண்டு மீண்டும் அவர்கள் எங்கே வருகின்றார்களே ஆனால் தானும் தன்னுடைய சகாக்களும் தங்கி இருக்க வேண்டிய இடத்திற்கு வருகின்றார்கள் அதுபோன்று அவர்கள் வந்ததும் இந்த செய்தியை கேள்விப்படுகின்றான் நெல்லையை ஆண்டு கொண்டிருந்த கோப்பாண்டியன் கோப்பாண்டியன் பார்த்தான் நம்மளுடைய தமையனை இவ்வாறு இந்த இஸ்லாமிய படையோர்கள் வெற்றி கொண்டு நம்மளுடைய பாண்டிய மன்னருக்கே ஒரு பெரிய ஒரு சேதத்தை விளைவித்து அண்ணனையும் விரட்டி அடித்து விட்டு மதுராபுரியை கைப்பற்றி விட்டார்களே இனியும் அவர்களை இங்கு வைத்திருந்தா நம்முடைய நாட்டுக்கும் ஆபத்து ஏற்படும் என்று கருதிய அந்த கோப்பாண்டியன் தன்னுடைய அண்ணன் ஆகிய அதாவது ராமநாதபுரத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற விக்ரம பாண்டி வந்து நடந்த செய்தியை சொல்லுகின்றான் இதை கேட்கின்றான் அவனும் கேட்டு வீறு கொண்டெழுகின்றான் நம்முடைய நாட்டுக்கு இது ஒரு பெரிய இழுக்காக இருக்கும் எங்கோ இருந்து வந்த அரபு நாட்டு படையவர்கள் நம் மண்ணிலே இஸ்லாத்தை பரப்புவதற்காக அவங்களுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக வந்தவர்கள் மதுரா உரிய அண்ணனை விரட்டிவிட்டார்கள் என்று செய்தி கேட்டு அவனும் வீறு கொண்டெழுந்தான் ஆகவே இப்படி இருவர்களும் ஒற்று பேசி இதற்கு தகுந்த ஒரு நேரத்தை பார்த்து நாமல் அவர்களோடு போரிட்டு இந்த மண்ணை விட்டு அவர்களை விரட்ட வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற நாளில் நம்முடைய சீதா அப்ராம் ஷஹீத் வழியுள்ளா அவர்களுக்கும் தான் ஏ தூதனுகின்றார்கள் இரண்டு பேர்களை அழைத்து ராமநாதபுரத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த அரசனாகிய அதாவது விக்கிரம பாண்டியனுக்கு தூதனுப்புகின்றார்கள் தூதனுப்பேர்கள எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கண்ணியத்திற்குரிய சீதுனா இப்ரான் சயிது ஒலியுள்ள அவர்களுடைய தூதராக நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம் ஆகவே இந்த நாட்டை பிடிக்க வேண்டும் நாட்டிலே பிடித்து நாங்கள் அரசாழ வேண்டும் எங்களுக்கு மண்ணாசையோ எங்களுக்கு இந்த நாட்டில் உண்டான வேற எந்த ஆசையும் கிடையாது ஆகவே நாங்கள் வந்த நோக்கம் இஸ்லாத்தை பரப்புவதற்காக இதற்கு நீங்கள் இடம் அளிக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் வேண்டுகோள் அவர்களுக்கு நாட்டிற்கு வந்து எங்களுடைய மண்ணிலே இருந்து எங்களுடைய சகோதரனையும் அதாவது அவனுடைய நாட்டையும் பிடித்து அவனை விரட்டிவிட்ட உங்களுக்கு இடமில்லை உறுதியாக போய் சொல்லுங்கள் உங்களுடைய தலைவருக்கு நாங்கள் உங்களோடு போரிட்டு எங்களுடைய வீர பார வீர பாரம்பரியத்தை காப்பாற்றிய தீர்வோம் பாண்டியர்கள் என்று சொல்லக்கூடிய பாரம்பரியத்தை காத்தே தீர்வோம் ஆகவே எங்களுடைய உடலில் உயிருக்கு வரை நாங்கள் போரிட்டு மடிவதை தவிர உங்களுக்கு அடிபணிவது எங்களுக்கு எங்களுடைய மரபல்ல என்று ரொம்ப வீரமாகவும் தீரமாகவும் சொல்லி அனுப்பினான் அந்த விக்கிரம பாண்டியன் இதை கேட்ட அந்த தூதுவர்கள் நம்முடைய சயித்னா இப்ராம் ஷஹீத் ஒலியுள்ள அவர்களுக்கு அறிவிக்கின்றார்கள் அது கேட்டு அவர்களும் மனதிலே நினைத்து எல்லாம் அப்படியாக இருந்தால் அதுவும் நடக்கட்டும் இஸ்லாத்திற்காக வேண்டி சத்திய சன்மார்க்கத்திற்காக வேண்டி நாம் எதுவும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் தானும் தன்னுடைய சகாக்களுக்கெல்லாம் சொல்லி அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இவ்வாறு எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் இப்ராம்ஹீத் வழியுள்ள தன்னுடைய முதற் தளபதியாகிய தலஹர்த்தர் அப்பாஸ் என்று சொல்லக்கூடியவர்களை அருகில் அழைத்தார் அன்போடு சொல்லிடுவார் என்னுடைய தலகரத்திரி அப்பாசே இனி நாம் என்ன செய்வது அல்லாவுடைய நாட்டம் அப்படியா இருந்தால் நாம் அதற்கு தயாராக வேண்டும் என்று தயாராகினார்கள் பாண்டிய மன்னனுடைய படைகளும் தயாராகியது ஆகவே இவ்வாறு தன்னுடைய படையோர்களை தயார் செய்த நம்முடைய சையதுனா இப்ராம் ஷீது அலியுல்லா அவர்கள் அப்பாஸ் அவர்களையும் அவர்களையும் அவர்களையும் இது போன்று ஐந்து நியமித்து ஐந்து படைகளை தானே பிரித்து போர்க்களத்துக்கு அனுப்பி வைத்தார்கள் அதுபோன்று போர்க்களத்திலே வந்து அவர்களும் போர் முரசங்களை அடித்து சண்டைக்கு தயாராகொண்டிருக்கின்றார்கள் தூதனுப்புகின்றார்கள் இதை கேட்ட அந்த விக்ரம பாண்டியன் அவனும் பார்க்கின்றான் படைக்கு தயாராகிவிட்டார்கள் சண்டைக்கு தயாராகிவிட்டார்கள் என்று உடனே தன்னுடைய தலகர்த்தனாகிய அதிவீர பாண்டியன் அழைக்கின்றான் அழைத்து சொல்லுகின்றான் நீனும் தயாராக உடனே அந்த அதிவீர பாண்டியனுடைய தலைமையின் கீழ் சுந்தர பாண்டியன் சவுந்தர பாண்டியன் உக்கிரம பாண்டியன் கலிகால பாண்டியன் ஜெயவீர பாண்டியன் என்று சொல்லக்கூடிய ஐந்து பாண்டியர்களை தலைமை தாங்கி ஐந்து வகையான படைகளையும் திரட்டிக்கொண்டு அவர்களும் போர்க்களத்துக்கு வருகின்றார்கள் அந்த படத்தளபதினா அப்பாசு தலகரத்தருடைய முன்பதாக வந்து சொல்லுகின்ற இஸ்லாமிய படைத்தலைவனே அதாவது நீங்கள் எங்களுடைய நாட்டிற்கு வந்து எங்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடியவர்கள் எங்க நாட்டையும் பிடித்து எங்களுடைய மிரட்டி இருக்கின்றீர்கள் ஆகையினால உங்களுக்கு நல்ல ஒரு வீரம் இருந்தால் நல்ல ஒரு விவேகம் இருந்தால் போர்க்களத்திலே சந்திப்போ வா என்று சண்டை கிடைத்தார்கள் இது அந்த சண்டை களத்திலே முதலாவது நாள் அன்று சண்டை ரொம்ப உக்ரமாக சண்டை போர் நடக்கின்றது அப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் முதலாவது நாள் போரன்றி தானும் துடைய சகாக்களுமாக ஐந்து வீரர்களும் தானே ஒன்றாக கூடி அணிவகுத்து அந்த பாண்டிய மன்னனுடைய படை மீது தானே புகுதுகின்றார்கள் அப்படி புகுதக்கூடிய நேரத்தில் அங்கே சண்டையாக கூடியது சுபான் அல்ல சாமானியம்மாவுடைய ஒரு சண்டை அல்ல இருதரப்பார்களும் அவரவர்களுடைய போர்கல்விகளை தானே தொடுத்து யுத்தங்களும் செய்திடுவார் சண்டைகளும் இணைந்து சண்ட உரமான ஒரு போர் நடக்கின்றது அப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த காதிர என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த போர் படையிலே தளபதியாக வந்த சுந்த பாண்டியன் சவுந்தர பாண்டியன் என்று இரு பாண்டியர்களை தானே சந்திக்கின்றார் சந்தித்து போரிடக்கூடிய நேரத்தில் சொல்லக்கூடியவர்கள் அந்த இரண்டு பேர்களில் ஒருவனை தானே வெட்டி வீழ்த்தி விடுகின்றார்கள் அந்த சவுந்தர பாண்டியன் என்று சொல்லக்கூடியவன் வெட்டு கீழே விடுகின்றான் இதை அறிந்தவர்கள் ஓடோடி சென்று அறிவிக்கின்றார்கள் விட்டானா என்று அவன் விரைந்து வருகின்றான் விரைந்து அவர்களோடு போரிட்டு அவர்களையும் அந்த இடத்திலே வெட்டி வீழ்த்துகின்றான் இந்நாளில் இப்படி இந்தவாறு அங்கு சண்டை உக்ரமான போர் நடக்கின்றது உக்கரமான சண்டை நடக்கின்றது அதே நேரத்தில் படையவர்கள் எல்லாம் இப்படி ஒருவருக்கொருவர் தானே போரிட்டு மாண்டவர்கள் போக மீண்டவர்கள் புறங்காட்டி ஓடக்கூடிய நேரத்தில் நம்முடைய மதிப்பிற்குரிய சம்சத்தீன் என்று சொல்லக்கூடிய அந்த தலகர்த்தராக கூடியவர்கள் மீண்டும் அந்த படைக்குள் தான் புகுந்து சண்டையிட்டு நின்றுடுவார் தளமதியும் தளபதியும் இவ்விதமாக முதலாவது நாள் போர் ரொம்ப உக்ரமடைந்து இறுதியாக அந்த சவுந்தர பாண்டியனின் சுந்த பாராண்டியனையும் வெற்றி வீழ்த்தியதன் காரணமாக அந்த படைகள் புறங்காட்டி ஓடுகின்றார்கள் ஆகவே அந்த படைக்கு தளபதியாக வந்த அதிவீர பாண்டியனும் இன்னும் உக்கிரம பாண்டியனுடைய மகன் சந்திர பாண்டியன் என்று சொல்லக்கூடியவன் அவனும் இந்த செய்தியை கேட்டு உடனே இறந்தவர்களை எடுத்துக்கொண்டு இன்னும் அவன் கோட்டைக்கு செல்லுகின்றார்கள் அப்படி சென்ற இடத்தில் அந்த விக்கிரம பாண்டியன் நடந்த ஒரு போர் விஷயங்களை பற்றி கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த போர் தளபதி எல்லா விவரத்தையும் எடுத்து இதை கேட்டதும் அந்த விக்கிரம பாண்டியனுடைய மனதிலே ஒரு பெரும் பேரிழப்பாக தெரிந்தது அவனுடைய மருமக்கமார்கள் இப்படி மருமகனை பலிகொடுத்தியன் படைக்கு தளபதியாக சென்ற அதிவீர பாண்டியனை கேட்கின்றான் நீ சென்றதும் அந்த இஸ்லாமிய படையினருடைய தளபதி இடத்தில் போய் நீ ஏதோ பேசி நின்றதும் ஏதோ நீ அவர்களுக்கு உடந்தையாக இருப்பதை போன்று எங்களுக்கு தெரியப்படுகின்ற நீ பிறந்த மண்ணுக்கு துரோகம் செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் என்று அவனை பார்த்து சொன்னதும் இதை கேட்ட அதிவீர பாண்டியன் ரொம்ப ஆவேசத்தோடும் ஆத்திரத்தோடும் அரசனுக்கு ஆணையிட்டு சொல்லுகின்றான் மன்னனே நான் மாற்றான் ஒருவருக்கு எக்காரணத்தை கொண்டு நான் அடிமையாக மாட்டேன் பிறந்த மண்ணுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் உண்ட வீட்டிற்கு நான் செய்ய மாட்டேன் இது என்னுடைய உறுதியான வார்த்தையாக இருக்கும் ஆகவே நீங்கள் சொல்வதை போன்று நான் செய்யக்கூடியவனாக இருப்பேனே ஆனால் நாளைய போரிலே அவர்களை வென்று வருவேன் இல்லை என்றால் அந்த போர்க்களத்தில வீர மரணம் அடைந்து வருவேன் என்று வீர பேசினான் ஆகவே இதை கேட்டு அவனும் சந்தோஷப்பட்டான் இவ்வாறு முதனால் போர் முடிகின்ற அதுபோன்று இரண்டாவது நாள் என்று நம்முடைய இப்ராம் சஹிது அலியுல்லா அவர்களுடைய தலகர்த்தர்களாகிய அப்பாஸ் அவர்களும் மற்றும் வீரர்களும் ஆக படையோர்களைத்தான் திரட்டிக்கொண்டு அதுபோன்று போ போர் ப போர் பரணிகளைத்தான் சண்டைக்களத்தில் வந்து தயாராகி கொண்டிருக்கும் போது அதிகரிந்த பாண்டியனும் பாண்டியனுடைய படைகளும் தான் வந்து இரண்டாவது நாளும் அதுபோன்று அங்க சண்டைக்களத்தில் தயாரானார்கள் இரண்டு படைகளுக்கும் தானே போர் நடக்கின்றது போர் என்று சொன்னால் சாமானியம்மாவுடைய ஒரு போர் அல்ல ரொம்ப உக்கரமான போர் இது போன்று அந்த நடக்க வேண்டி சண்டை காட்சிகளைத்தானே கண்டுகொண்டிருக்கின்ற தலகர்த்தர் அப்பாசாக கூடியவர்கள் மனதில் நினைக்கின்றார் ஆண்டவனே இந்த மா படைகள் முன்னேறி கொண்டு வருகின்றார்களே ஆகவே இவர்களை நாம் எவ்வாறு கொள்வது என்று அவருடைய குதிரையின் மீது தான் ஆவேசமாக ஏறி பாய்ந்தங்க வந்திடுவார் வந்தார் வீரருமே வருகின்ற நேரம் அதில் வல்லவன் கிருவையினால் இரண்டாவது நாள் போர் உக்ரமடைகின்றனர் தலைவர் வந்த எதிரியினுடைய விடையில இருக்கின்ற அதிவீர பாண்டிய அந்த தலகர்த்தனை இரண்டு பேர்களும் செய்ய வேண்டிய போரிலே வாழ் முந்துகின்றது அவனுடைய உடலை கிழிக்கின்றது அந்த அதிவீர பாண்டியன் மண்ணிலே மடிகின்றார் இதை கண்ட அந்த பாண்டிய படைகள் பதறுகின்றார்கள் நடங்குகின்றார்கள் ஆகவே இப்படி படையோர்கள் எல்லாம் புறங்காட்டி ஓடுகின்ற நேரத்தில் இந்த செய்தியை போய் அந்த விக்கிரம பாண்டியனுடைய சொல்லுகின்றார்கள் அவன் கேட்கின்றான் அப்படியா நம்முடைய தலகரத்து மாண்டு மாண்டவரை நான் ஒரு காலம் விடமாட்டேன் என்று மீண்டும் ஓடி அந்த ஷம்சிதீனை வழிமறித்து அதாவது யுத்தம் நடக்கின்ற அப்படி யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்தில் முறையிலே படையோர்களை புறங்காட்ட செய்து இந்த அவர்களை தானே விரட்டி வெட்டக்கூடிய நேரத்தில் மறைவான இடத்திலே படைகளை பதுக்கி வைத்திருந்த படையோர்கள் புண்பதாக ஓடி வந்து ஷம்சதீன் என்று சொல்லக்கூடிய அந்த மாவீரரையும் அந்த இடத்திலே வெட்டி வீழ்த்துகின்றார்கள் அவர்களும் கீழே விழுகின்றார்கள் இறைவனடி சேருகின்றார்கள் இந்நாளில் இவ்வாறு அந்த சண்டை முடிகின்றது அதுபோன்று சண்டை நிறுத்திக் கொண்டு அவர் அவருடைய கூடாரங்களுக்கு திரும்புகின்றார்கள் அதே நேரத்தில் மரணமடைந்த ஷம்சுதீன் அவர்களையும் எடுத்து சென்று நம்முடைய கண்ணிய திருக்குரிய ஷீத்னா இப்ராம் ஷஹீத் ஒலியுள்ள முன்னிலையிலே போய் நடந்த விவரத்தைச் சொன்னார்கள் அதை அவர்களும் ஆண்டவன் துவா செய்து சம்சதீன் அவர்களுக்கு இறுதி மரியாதை செய்து நல்லடக்கம் செய்தேடுவார் நடிமார்கள் கூட நல்லோர்கள் கூட அவர்கள் நல்லடக்கம் இரண்டாவது நாள் போர் முடிகின்றது மூன்றாவது நாள் போர் ஆரம்பமாக மூன்றாம் நாள் போரிலேயும் அது பெரிய படையோர்கள் வந்து அணுகின்றார்கள் அவர்களும் அங்கே செல்லுகின்றார்கள் செல்லக்கூடிய நேரத்தில் இருதரப்பிலும் அதிகமான போர் உக்ரம் அடைகின்றது நேரத்தில் விக்ரம மகனும் இந்த படை தலகர்த்தராகி அப்பாசு மோதுகின்றார்கள் மோதக்கூடிய நேரத்தில் சூட்சிகளையும் யுத்த தந்திரங்களையும் அறிந்த விக்ரம பாண்டியனுடைய அவர்களை மாறாகத்தானே அழைத்து சென்று எதிரிகள் மறைந்திருக்கின்ற இடத்திற்கு அழைத்து சென்று அந்த அப்பாசி என்று சொல்லக்கூடிய தலகரத்தரை பின்புறமாக வந்து அவர்களை தாக்கி விடுகின்றார்கள் ஒத்தையில் எத்தனை நேரமாக அவர்கள் போரிட முடியும் ஆகவே இறுதியில் அந்த பாண்டியனுடைய படையிலே சிக்குண்டு அதாவது எதிரி ஒருவனால் அப்பாசி என்று சொல்லக்கூடிய சாகின்றார்கள் அவர்களும் இந்த மண்ணிலே விழுந்து மரணிக்கின்றார்கள் இன்னால் இல்லாகி வ இன்னா இலகி இப்படி மாபெரும் தலகர்த்தராகி அப்பாசு மடிந்ததை கண்ட எதிரி படையோர்களும் புறங்காட்டுகின்றார்கள் அதே நேரத்தில் இஸ்லாமிய படையோர்களும் அதிவேகமாக ஓடு வந்து அப்பாஸ் அவர்களை வாரி எடுத்துனா இப்ராம் ஷஹீத் வலியுள்ளும் மனதிலே தாங்கொண்ணாத துக்கத்தோடும் வருத்தத்தோடும் அவர்களுக்கு இறுதி கடமைகளை முடித்து அவரைத்தான கூடிய நல்லடக்கம் செய்தேடுவார் ல்ல இந்த முறையிலே மூன்றாம் நாள் போர் முடிகின்றது நான்காவது நாள் போர் ஆரம்பமாகின்றது அதுபோன்று நான்காவது நாள் போரிலேயும் அதிகமான முறையிலே படைகளை கொண்டு வந்து அதாவது இந்த விக்கிரம பாண்டியனுடைய தம்பி கோப்பாண்டியன் என்று சொல்லப்பட்டவர் வந்து போரிடுகின்றான் அந்த போரிடக்கூடிய நேரத்தில் நம்முடைய மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய ஷெயித்ரா இப்ராம் ஷீத் அலியுல்லாவுடைய தவ புதல்வராகிய அபு என்று சொல்லப்பட்டவர்கள் தலைமை தாங்கி அந்த படைக்கு வருகின்றார்கள் அப்படி படையிலே போர் உக்ரமாக நடந்து கொண்டிருக்கும் போது கோபாண்டியனும் நம்முடைய மதிப்பிற்குரிய ஷெயித்னா அபு தாஹிர் நேருக்கு நேர் மோதுகின்றார்கள் இறுதியில் அபு தாகீருடைய வாழ் அவன் மீது பதம் பாக்கின்றது அவங்களுடைய கையில வைத்திருக்கக்கூடிய வேதாயுதத்தை கொண்டு தாக்குகின்றார்கள் கோபாண்டியனும் அடிந்து கீழே விழுகின்றான் அவனும் மரணிக்கின்றான் அது கண்ட எதிரி படையவர்கள் புறங்காட்டி ஓடுகின்றார்கள் திருப்பிக் கொண்டு தானும் தன்னுடைய சகாக்களுமாக பாவா இருக்கின்ற இடத்திற்கு வந்து பாதத்தை பணிந்து நடந்த சந்தையை செய்து சொல்லி அன்று அனைவர்களும் இறைவனுடைய பாலில் தானே இருக்கின்றார்கள் இவ்வாறு நான்காவது நாள் போர் முடிகின்றது இப் ஒுல்ல அவர்களும் அவர்களுடைய அன்பு மகன் அபு தாஹிர் அவர்களும் இன்னும் மற்றவர்களுமாகத்தான் கூடாரங்களை விட்டு பயணப்பட்டு சண்டை கடத்துக்கு வருகின்றார்கள் அந்த இடத்தில அந்த பாண்டிய மன்னனுடைய படையோர்கள் மீண்டும் வேகமான முறையிலே படைகளை திரட்டிக்கொண்டு விக்ரம பாண்டியனுடைய வேண்டுமான படைகளை திரட்டி கொண்டு வந்து சண்டை களத்திலே இன்னும் சண்டை உக்ரமான முறையிலே சண்டை ஆரம்பமாகின்றது அப்படி ஆரம்பமாகக்கூடிய நேரத்தில் அங்கு எங்கு பார்த்தாலும் ரத்த ஆறுகள் ஓடுகின்றது பிணங்கள் குவியல் குவியலாகத்தான் கிடக்குகின்றது இதை கண்ணுற்ற அந்த சந்திர பாண்டியின் மனதிலே பதறி அடித்துக் கொண்டு அந்த படைகளுக்கெல்லாம் முன்பதாகத்தான் ஓடோடி வந்தார் பாண்டியனும் பாடியனும் வருகின்ற நேரமதில் அதை கண்டார்கள் அபுத்தாகும் இப்படி ஐந்தாவது நாள் போர் உக்ரமாக நடந்து கொண்டிருக்கும் போது அபு தாஹிர் அவர்கள் வருகையை கண்ட அந்த சந்தரபாண்டியன் அவன் பார்த்தான் அபு தாகிர் வருகிறார்கள் என்று தன்னுடைய போர் படை தளபதியாகிய புறாக்கிரம பாண்டியனை முன்னணியாக அனுப்பி வைத்தான் அவனும் ஓடோடி வந்து மோதுகின்றான் மோதுகின்ற நேரத்தில் பாபா அவர்களுக்கும் அவர்களுக்கும் இரண்டு பேர்களுக்கும் உக்ரமான போர் நடக்கின்றது இறுதியில் அபு தாகிருடைய வாழ் அவரையும் பதம் பாக்கின்றது அதுபோன்று அவங்களுடைய கைவாளுக்கு வெட்டுண்டு கீழே விழுந்து மடிக்கின்றான் பாண்டியனாக கூடிய மடிந்ததும் இதை கண்டவர்களெல்லாம் நம்முடைய அபுத்தாகிறவர்கள் நம்முடைய படைகளைத்தான் அணி திரட்டி கொண்டு மீண்டும் கூடாரத்துக்கு வருகின்றார் இப்படி ஐந்தாவது நாள் போர் முடிகின்றது ஆறாவது நாள் அன்று அது போலவே படைகளைத்தான் திரட்டி கொண்டு அந்த பாண்டிய படைகள் படைக்களத்தில வந்து சண்ட அழைக்கின்றார்கள் இந்த காட்சியை கண்ணுற்ற இப்ராம் சஹீத் வலியுல்லாவுடைய அருமை மைத்துனராக ஜெயினுல்லாபிதீன் என்று சொல்லக்கூடியவர் அதற்கு படைக்கு தலகர்த்தராக படையத்தானே திரட்டி கொண்டு வந்து சண்டை காலம் வந்திடுவார் சண்ட அவர்களும் தயாராகி கொண்டது போர் உச்சகட்டம் அடைகின்றது அப்படி அடையக்கூடிய நேரத்தில் இந்த ஜெயினுல்லா பித்தீன் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த படையிலே போய் புகுந்ததும் அன்றைக்கு வந்த அந்த போர் தளபதியாக கூடியவன் ஜெயினுல்லாபிதீனோடு வந்து மோதுகின்றார் அப்படி மோதக்கூடிய நேரத்தில் இரண்டு பேர்களுக்கும் போர் உச்சமாகின்றது அப்படி உச்சமாகக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய வீர தீரத்தையும் பார்த்த அந்த எதிரியான அவர்களை வெட்டி வீழ்த்து விடுகின்றான் அவர்களும் கீழே விடுகின்றார்கள் அல்லாவுடைய பதவிக்கு ஆளாகின்றார்கள் இம்முறையிலே ஜெயின்லாபதீன் அவர்களும் அந்த மண்ணிலே மரணிக்கின்றார்கள் இல்லாஹிஹிராஜோ இப்படி தலகர்த்தர் மாண்டதும் நேரம் அஸ்தமித்ததும் படைகளைத்தானே அவர்கள் அவர்களுடைய கூடாரங்களுக்கு திருப்பி சென்று விட்டார்கள் இப்படி அவர்களை கொண்டு வந்து பார்த்து அவங்களுடைய அனுதாபத்தை தெரிவித்து அவர்களுக்கு செய்யக்கூடிய இறுதி கடமைகளை எல்லாம் முடித்து நல்லடக்கம் செய்தார்கள் ஆறாம் நாள் போர் முடிகின்றது ஏழாவது நாள் அன்று அது அந்த அந்த மண்ணிலே போர் வீரர்கள் எல்லாம் எதிரி படையோர்கள் எல்லாம் படைகளைத்தானே கொண்டு வந்து அது சண்டை கலைக்கின்றார்கள் அப்படி அழைக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய அபு அவர்களும் இன்னும் தன்னோடு இருக்கின்ற சொல்லக்கூடிய கூட்டத்தை சார்ந்த அந்த மாபெரும் தலைவரும் மற்றவர்களும் கூடி ஏழாம் நாள் போருக்கு வருகின்றார்கள் அப்படி வந்த இடத்தில் போர் உக்கரமாக நடக்கின்றது நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த போருக்கு திலகர்த்தனாக வந்த விக்ரம பாண்டியனுடைய மகன் இளைய மகன் இந்திர பாண்டியன் என்று சொல்லப்பட்டவன் அவனும் வருகின்றான் அவனும் வரக்கூடிய நேரத்தில் அதாவது போர் உக்ரமாகின்றது உக்ரமாக நடந்து கொண்டிருக்க வேண்டிய நம்முடைய கண்ணியத்திற்குரிய செய்ய இப்ராம் சகிது வலியுள்ளா அவர்களுடைய தவ புதல்வராகிய அவர்களுக்கும் அவனுக்கும் நீண்ட நேரம் போர் நடக்கின்றது இறுதியில் சிங்கம் போல பாய்ந்து அவனையும் தானே வெற்றி வீழ்த்துகின்றார்கள் அவரும் கீழே விடுகின்றார் மரணிக்கின்றார் அது கண்ட படையவர்கள் எல்லாம் புறங்காட்டி ஓடுகின்றார்கள் அபு தாஹி தன்னுடைய படைகளை படங்கிற்கு வந்து நடந்ததை சொல்லிடுவார் நாயனிடம் துமாவும் போர் முடிகின்றது எட்டாவது நாள் காலை வெள்ளிக்கிழமை ஜும்மா உடைய நாள் ஆகிய நாள் ஜும்மா உடைய தினமாக இருக்கின்ற வெள்ளிக்கிழமை ஜும்மாவை வேண்டுமே என்று அவர்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு நாலு மைலுக்கு அப்புறமாக தொழுவதற்கு வேண்டிய ஒரு இடத்தை தயார் செய்து தன்னுடைய கூடாரத்தையும் கூட்டத்தையும் பாதுகாப்பதற்கு இந்த இமையான் என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் கூட்டத்தையும் அந்த இமையானையும் அந்த இடத்திலே அவர்கள் பாதுகாவலாக வைத்துவிட்டு மற்றவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகைக்காக சென்று விட்டார்கள் தெரிந்த அந்த விக்கிரம தன்னுடைய தலகர்த்தர்களை கேட்கும் ஏன் இன்னும் இந்த அரபு நாட்டு படையவர்கள் வரவில்லை என்று கேட்கும் பொழுது சொல்லுகின்றார்கள் என்று வெள்ளிக்கிழமை எல்லாரும் தொழுகிக்குச் சென்றிருக்கிறார்கள் என்று இது நமக்கு நல்ல ஒரு தருணம் என்று தெரிந்த அந்த விக்கிரம தானும் தன்னுடைய படையோர்களை எல்லாம் திரட்டிக்கொண்டு அவங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு வருகின்றார் இப்படி வர வேண்டிய நேரத்தில் அதே இடத்தில் இமையானும் இமையானுடைய கூட்டத்தார்களும் காவல் காத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் வந்த அந்த விக்கிரம கூட்டத்தார்கள் என்ன எதிர்த்து போடுகின்றார்கள் அப்படி போரிடக்கூடிய நேரத்தில் போர் உக்ரமடைந்து அந்த விக்கிரபாண்டியன் என்று சொல்லக்கூடிய அந்த அநியாயக்காரன் இமையானவர்களைத்தான் இழுத்திவிட்டு அவனும் திரும்புகின்றார் அதை நேரத்தில் நினைக்கின்றான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த இப்ராம் ஷஹீத் என்று சொல்லக்கூடிய அந்த மாவீரர் வந்துவிடுவார் வந்தால் ஆபத்தாகிவிடும் என்று விக்ரம தன்னுடைய படையெல்லாம் அழைத்துக் கொண்டு அவன் கோட்டைக்கு ஓடி விடுகின்றார் அதுபோன்று தொழுகி முடித்துக் கொண்டு வந்த இப்ராம் ஷஹீத் ஒலி தன்னுடைய சகாக்கணமாக வந்து பார்க்கின்றார்கள் இமையான் மரணித்திருக்கின்ற இதை கண்டு ரெண்டு வேதனையுற்று அவர்கள் அவர்களை எடுத்து நல்லடக்கம் செய்துவிட்டு அல்லாவின் இருக்கின்றார்கள் முடிகின்றது மறுநாள் ஒன்பதாவது உதயமாயிற்று அதுபோல் அவர்களும் சுறுசுறுப்பான முறையிலே படைக்கு தயாரானார்கள் எதிரி படையோர்களும் பாண்டிய நாட்டு படையோர்களும் அதுபோன்று படைக்களத்திற்கு வந்து தயாராகொண்டார்கள் அன்றைய போரிலே அபு அவர்கள் தலைமை தாங்கி தானும் தன்னுடைய சகாக்களுமாக வந்து போரிட்டார்கள் அப்படி போரிடக்கூடிய நேரத்தில் போர் உக்ரமாகியது இறுதியில் அந்த விக்கிரம பாண்டிய என்று சொல்லக்கூடிய அந்த கொடியவன் இரண்டு பேர்களும் நேருக்கு நேராக மோதுகின்றார்கள் போர் தந்திரத்திலையும் யுக்தியிலையும் சிறந்த அந்த விக்கிரம பாண்டிய என்று சொல்லக்கூடிய அவன் அவனுடைய போர் யுக்தியால நம்மளுடைய மதிப்பிற்கும் கண்ணியத்துக்கும் உரிய சைதனா அபு தாஹிர் அவர்களைத்தானே வெட்டி வீழ்த்துகின்றார் அவர்களும் நிறைய பெயர்களை கொண்டு குவித்துவிட்டு அவர்கள் தாகத்தாலும் தன்னை மறந்தவர்களாகவும் இருந்த தருணத்தில் அவர்களையும் வெற்றி வீழ்த்துகின்றான் அவர்களும் கீழே விழுகின்றார்கள் இந்த மண்ணிலே அவர்களுடைய இன்னுயிரும் பிரிகின்றது இந்நாளில் ஆகவே இதை கண்ட படையோர்கள் அப்படியே புறங்காட்டுகின்றார்கள் விக்கிரம பாண்டியனும் படையைத்தான் திரட்டிக்கொண்டு அவன் பின்வாங்கிவிட்டான் அதுபோன்று மரணித்த அபு தாகிர் அவர்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய மாவீரர்கள் எல்லாம் ஒன்று கூடி இப்ராம் ஷஹீத் அலியுல்லாவுடைய வருகின்றார்கள் காணுகின்றார் அவர்களுடைய குடும்பத்தார் உத்தார் உறவினர்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள் கண்கலங்குகின்றார்கள் தீனுக்காக சத்திய சன்மார்க்கத்திற்காக இந்த மண்ணிலே தன் உயிரை தியாகம் செய்த தன்னுடைய அறுவை மகரை முத்தி முகர்ந்து இன்னும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதைகளை எல்லாம் செய்து முடித்து அந்த மண்ணிலே அவர்களையும் நல்லடக்கம் செய்து அவர்களுக்காக வேண்டி துபா செய்தார்கள் இப்படி ஒன்பதாவது நாள் முடிகின்ற நாள் என்று அது போலவே அந்தியன் வீடு கொண்டு அவனுடைய படையோர்களை எல்லாம் திரட்டிக்கொண்டு எழுந்தான் அதே நேரத்தில் நம்முடைய மதிப்பிற்குரிய ஷைனா இப்ராம் ஷஹீத் ஒலியுள்ள அவர்களும் அவர்களோடு இருக்கின்ற மற்றவர்களையும் ஒன்றாக சேர்த்துக் கொண்டு இன்னும் படைக்கு ஆயத்தமானார்கள் அதுபோல படைக்களத்துக்கு வருகின்றார்கள் இரண்டு படைகளும் பொருந்துகின்றது சண்டைய உக்ரமாக போர் நடக்கின்றது அப்படி நடந்து கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் கண்ணுற்ற இப்ராம் சகிது ஒலியுல்லா நேரே சென்று அவனோடு உரையாடுகின்றார்கள் அவர்களுடைய உரையாடல் என்னவென்றால் இவ்வளவு பெரும் யுத்தத்தை ஏற்படுத்தி பல்லாயிரக்கணக்கான மக்களை பலிகொண்டு விட்டாயே ஆகவே எங்களுடைய சொல்லுக்கு நீ இடம் கொடுத்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்று அவனுக்கு வேண்டிய உபதேசங்களை சொல்லி அவன் கேட்காத காரணத்தால் மீண்டும் ரெண்டு பேர்களுக்கும் போர் நடக்கின்றது அந்த போர்களுடைய ஒரு முடிவு என்ன ஆகின்றது என்றார் ஷய்தா இப்ராம் ஷயித் வலியுல்லா அவங்களுடைய கையிலிருந்த வாழாயுதத்தால் அந்த விக்கிரம வீழ்த்துகின்றார்கள் அவனும் கீழே விழுகின்றான் அந்த பாண்டிய மண்ணிலே அவனுடைய உயிரையும் நீத்துக் கொள்கின்றான் அவனும் மரணிக்கின்றான் ஆகவே இப்படி போல் நடந்த முடிந்ததை பார்த்த மற்றவர்களெல்லாம் அவர் அவருடைய ஆயுதங்களை கொண்டு வந்து அவங்களுடைய காலடியில் சமர்ப்பித்து ஷரணடைகின்றார்கள் கோட்டையை பிடிக்கின்றார்கள் ஆகவே இதுபோன்று ஷீத்னா இப்ராம் ஷஹீத் வழியுள்ள அந்த பௌந்திர மாணிக்கப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்டையை தானே கைப்பற்றி தானும் தன்னுடைய சகாக்களுமாக அங்கு சென்று இன்னும் அங்கு உண்டான எல்லா விதமான பொருளாதாரங்களையும் கைப்பற்றி இன்னும் அந்த கோட்டையை கைப்பிடித்து முறைகளை எல்லாம் செய்து முடித்து நம்முடைய ஷீத்னா இப்ராம் ஷகித் வலியுல்ல மாணிக்க பட்டினத்தில் எண்ணத்தையும் தன்னுடைய அபிமானமான ஒரு நிலையையும் புரிந்து மற்ற சகாக்களுக்கு சொன்னார்கள் நாம் எதற்காக இந்த மண்ணிற்கு வந்தோமோ அந்த காரியத்தை நாம் இன்னும் நிறைவுபடுத்த என்று இஸ்லாத்தினுடைய தன்மையை பற்றி அந்த மக்கள் மத்தியிலே விரிவுபடுத்தி விலைக்கு சகோதரர் இஸ்மாயில் அவர்களுக்கு கல்யாணத்துடைய வயது இருந்த காரணத்தை கொண்டு தன் கூட பிறந்த சகோதரி ஆகிய ராபியாவுடைய மகளை ஜெயினம் என்று சொல்லக்கூடிய பெண்ணை எல்லாருமாக ஒன்று கூடி அந்த பௌந்திரமாணிக்கப்பட்ட அரமணையின் கோட்டையில் வைத்து அவர்களுக்கு மனம் இன்னும் மணமக்கள் இரண்டு பேர்களையும் அன்போடு வாழ்த்தி போற்றி இப்ராம் ஷீத் வழியுள்ள தன்னுடைய வாரிசாக தன்னுடைய பட்டினத்திற்கு இளவரசராக பட்டமும் சூட்டி வைத்துவிட்டு மகனாகிய ஜெயின்ல்லாபித்தீன் என்று சொல்லக்கூடியவர்களும் மற்ற ஏனைய படையோர்களையும் சேர்த்து நீங்கள் எல் பேர்களும் மீண்டும் மதினாவுக்கு சென்று இங்கு நடந்த விவரத்தை எடுத்து கூறி நீங்கள் மதினாவுக்கு செல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு தானும் துடைய குடும்பத்தார்களுமாக அந்த பௌந்திரமாணிக்கப்பட்டினத்தில் சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு வாழ்ந்து வருகின்றார்கள் வல்லவன் வாழ்ந்து வருகின்றார்கள் வல்லவன் இவ்வாறு அவர்கள் வாழ்ந்து வர வேண்டிய நாளையில் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா ஆண்டவனுடைய பேரர்களைக் கொண்டு பி அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு தரிசனமாகி நல்ல உபதேசங்களையும் அதன் பின்பு மதுராபுரிய விட்டு பிரிந்த வீரபாண்டியன் என்று சொல்லக்கூடியவன் அதாவது தப்பி சென்றவன் தெலுங்கு நாட்டினுடைய அந்த அரசனுடைய உதவியை பெற்றுக் கொண்டு மீண்டும் வேண்டிய படைகளோடு வந்து மதுராபுரியை வெல்லுகின்றான் கடைசியாக ராமநாதபுரத்துக்கும் வருகின்றான் அங்குள்ள உளவு அழிகளை வைத்து அறிந்து தெரிந்து கொண்ட அவன் மீண்டும் போருக்கு ஆயத்தமாக இப்ராம் ஷஹீத் வலியுல்லா அவர்களும் தயாராக கொள்கின்ற மதுரையை விட்டு வந்த இஸ்கந்தர் என்று சொல்லக்கூடியவர்களும் இன்னும் மற்றொரு மாவீரருமாக சேர்ந்து கோட்டைக்கு அவர்களை பாதுகாப்பாக வைத்துவிட்டு நம்முடைய மதிப்பிற்குரிய ஷீத் இப்ராம் ஷஹீத் வலியுல்லாவும் மற்ற பிடிவர்களுமாக வந்து படைக்களத்திலே சண்டைக்கு ஆயத்தமாகின்றார்கள் அதுபோன்று அந்த பாண்டியன் என்று சொல்லக்கூடிய வீரபாண்டியன் வேண்டிய படைகளோடு போர் தொடுக்கின்றான் போர் உச்சகட்டம் அடைகின்றது இறுதி போர் ரொம்ப உக்ரமான போர் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த வீரபாண்டியன் என்று சொல்லக்கூடிய மாவீரன் ஷயித் இப்ராம் ஷஹீது அலியுல்லாவோடு வந்து மோதுகின்றான் இரண்டு பேர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படுகின்றது இப்படி ஒருவருக்கொருவர் நீண்ட நேரமாக போரிட்டுக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் நம்முடைய இப்ராம் ஷகித் வலியுள்ளா அவர்களுடைய கையிலிருந்த ஈட்டியால எதிரியாக அந்த பாண்டியனை தாக்குகின்றார்கள் அவன் போர் தந்திரத்தோடு வாங்கிக் கொண்டு அவன் தப்பித்து விடுகின்றான் மீண்டும் வீராபாசத்தோடு அவன் கையிலே வைத்திருக்க வேண்டிய வேலாயுதத்தை கொண்டு நம்முடைய ஷெத்னா இப்ராம் ஷகித் வலியுள்ளா அவர்களை தானே அவன் தாக்கிடுவான் இப்ராஹிம் சகித் ார்கள்ுதத்தை கொண்டு தாக்கப்பட்ட அந்த மாபெரும் அந்த ஒரு வெட்டாக கூடியது அவர்களுக்கு மரணத்தினுடைய எல்லைக்கு கொண்டு போய் வெற்றிவிட்டது அவங்களுடைய நாவிலே கலிமா ஒளிந்தவர்களாக அந்த பாண்டிய மண்ணிலே தீனு இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்றார்கள் அந்த மண்ணிலே அவர்கள் மறைகின்றார்கள் மவுத்தாகின்றார்கள் அவர்கள் மரணிக்க அவர்கள் எந்த வயதில் மரணித்தார்கள் என்பதை பற்றி இங்கே குறிப்பிடப்படுகின்றது நம்முடைய இப்ராம் ஷஹீது ஒலியுல்லாம் அவர்கள் மரணித்த ஒரு வருஷமாக கூடியது ஹிஜ்ரி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது வருஷம் மாதம் பிற இருபத்தி மூணில் கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் அறுபத்தி ஆறாவது வயதிலே அவர்கள் இந்த உலகத்தில் இன்னும் இறை நீத்துக்கொண்டார்கள் ஆகவே அவர்களுடைய மரணத்துக்கு பின்பதாக நடந்த சம்பவங்களை எல்லாம் அறிந்து தெரிந்த அவர்களுடைய அண்ணா அவர்களுடைய சகோதரருடைய மகனாகி இசாக் அவர்கள் வந்து தன்னுடைய பெரிய தகப்பனாரை எடுத்து நல்லடக்கம் செய்து முடித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கிரிகைகளை எல்லாம் செய்து முடித்தார்கள் அதன் பின்பு குத்துப்பட்ட அந்த வீரபாண்டியனும் மற்றும் உள்ளவர்களுமாக சேர்ந்து அவர்கள் இஸ்ஹாக் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து ஐந்து நாளையில் கோட்டையை காலி பண்ணித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அதுபோன்று இஷ்கா இஸ்ஹாக் அவர்களும் கோட்டையை காலி செய்து கொடுத்தார்கள் வெளியில் உள்ள அரமனையில் வந்து தங்கினார்கள் அதுபோன்று அந்த வீரபாண்டியனுடைய அண்ணமகனுக்கும் பட்டத்தை கெட்டி வைத்து சுமுகமான முறையிலே நல்ல ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அவர்களுக்குள் நல்லுறவை தானே ஏற்படுத்தி வைத்துவிட்டு அந்த வீரபாண்டியனும் பாதுஷா அவர்களுடைய கையினால் வெட்டுப்பட்ட உச்சகட்டத்தை அடைந்து அவனும் மூன்றாவது நாளில் அந்த மதுராபுரியில் இப்ராம் ஷஹீத் வெளியுள்ள அவர்களால் நியமிக்கப்பட்டிருந்த அமீர் இஷ்கந்தர் அவர்கள் மீண்டும் ராமநாதபுரத்திற்கு வந்து அவங்களோடு சிலது தங்கி இருந்துவிட்டு மீண்டும் இந்த வஃத்திற்கு பின்னால அவங்களுடைய வபாத்திற்கு பின்னால மதுராபுரிக்கு சென்று தீன்பியை செய்ய வேண்டும் என்று அங்கு போய் அவர்கள் அதுபோன்று நேரத்தில் அவர்களுக்கு எதிரியான ஒரு துரோகியாக கூடிய இஷ்கந்தர் அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களை கத்தியினால் அவர்களுடைய விளாபுரத்தில் குத்திவிட்டான் அவர்களும் சஹிதுடைய தன்மை அடைந்தார்கள் அந்த மதுராபுரி மண்ணிலே இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னு அவர்கள் அல்லாவின் தியாகம் செய்கின்றார்கள் மரணிக்கின்றார்கள் இந்நாளில் இதுபோன்று இஸ்லாத்திற்காக வேண்டி இப்ராம் ஷஹீத் வழியுள்ளா அவர்கள் கூட வந்த தலகர்த்தர்களும் வீரபுருஷர்களும் அல்லாவுக்காக அல்லாவுடைய ரசூலுக்காக தீனுக்காக தன்னுயிரை இது போன்று நல்ல பல வாக்கியமாகிய இப்ராம் ஷஹீத் வலியுள்ளா அவர்களுடைய சரித்திரத்தை கேட்க வேண்டும் என்று இது மட்டும் கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேர்களுக்கும் அந்த நம் அனைவர்களுக்கும் தந்துவிட வேண்டும் என்று வேண்டிக் இந்த அழகிய இப்ராம் சஹீத் வழியுள்ள அவர்களுடைய சரித்திர வரலாறை சிங்கப்பூரை சார்ந்த எஸ் ஏ பிரதர் சார் அவர்களுக்கு நாங்கள் மனமோந்து வாடியுள்ளோம் என்பதை பற்றி அன்போடும் பண்போடும் தெரிவித்துக் இந்த வரலாறை இம்மட்டோடு நிறைப்படுத்திக் கொள்ளுகின்றோம் எல்லாம் அல்ல அல்லாஹு ஆண்டோ நம் அனைவர்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாகவும் ஆமீன் ஆமீன் யார் அப்துல்ல La ilaha illa Allah, La ilaha illa Allah, La ilaha illa Allah, Muhammad Rasulullah Ala watullah hi anikum la ilaha வ